விஏ வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுலேயுமே ஒன் அண்ட் ஆஃப் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பார்டர்லஸ் சாஃப்ட் சில்க் சாரிஸ் கலெஷன்ஸ் தாங்க இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க silk சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் வார்ப்பன் ஃபிஃப்ட் ரெண்டு பர்ஷன்லேயுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரி கூடிய கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அடேச் பண்ணி தருவாங்க ட் ஃபஸ்ட்டு சாரியுடைய கோட் ஒன் த்ரீ ஃபைவ் பாடி ஆஃப் தி சாரீ கிரே கலர் பல்வொன் ப்ளவுஸ் ராணி பிங் டோனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட் டெஸ்ட் சரி ஒர்க் மீனா ஒர்க்குக்காக சில்வர் சரி யூஸ் பண்ணிருக்கோங்க இந்த சாரீஸ்ல யூஸ் பண்ற சாரி டெஸ்ட் சரி ஹாஃப் சரி நெக்ஸ்ட் சாரி ஒன் த்ரீ சிக்ஸ் பட் எஃப்ஜி வாயிலட் கலர் பல்லுவன் கிளவுஸ் ராணி பிங்க் டோனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க்கு இந்த சாரிசு டேட் லேத் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும் இன்குலடிங் ப்ளவுஸ் வித் ஆஃப் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வரும் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருங்க வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ் ஹேண்ட் ஓவன் பியூர் சில்க் சாரீஸ் ஒவ்வொரு சாரீ கூடியும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணியே தருவங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸுடைய பிரைஸ் செக்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒன்ல அஞ்சாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு அலோவ் இண்டிய ஷிப்பிங் ஃப்ரீ தருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைபிபிபிள் இருக்கு இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் அவைபிள் இருங்க நெக்ஸ்ட் சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர்லையும் பாடி போஷன் கிரேட் வருதுங்க பெய்ஜ்லேயே dark beige வருதுங்க 137 தேர்ட்டி செவன் சாரி கோடு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் shipping free, ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் நெக்ஸ்ட் சாரி ஒன் த்ரீ எயிட் பாடி ஆஃப் தி சாரி ரெட் கலர் பல்லுவன் பிளவுஸ் நே வைப்பிள் உங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ராஜ நீங்கள் சேரி புக் பண்ணும்போது பண்ணுவோங்க சிஓடி மோட்டில் புக் பண்ணுறவங்க சாரீ ரிசீவ் பண்ணும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கணும் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற எல்லா சாரீஸ்க்குமே பிளைன் ப்ளவுஸ் தான் வருங்க இந்த சாரியுடைய கோட் ஒன் தேர்ட்டி எயிட் நெக்ஸ்ட் சாரீ ஒன் ஃபார்ட்டி சாரி ஒன் தேர்ட்டி நைனுங்க பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ டோன்லேயும் பாடி போர்ஷன் எல்லோ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு டோனில் இருக்குங்க full and full golden டெஸ்ட் zari work, 139 த்ரீ code. ஸேரி கோட் இது எல்லாம் ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால unique pieces மட்டுமே அவைலபிள் இருக்கு, உதாரணத்துக்கு இந்த கலர் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஆன் டைமில் WhatsApp மூலமாக booking பண்ணிக்கோங்க சாரியுடைய code எங்களுக்கு WhatsApp பண்ணி book பண்ணுங்கன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஸாரீ ஒன் ஃபார்ட்டி ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு டோனுங்க பாடி पलव्स लोटस् पिंकें सारियो को वट्सअपी पड़ें वाट्सअप नंबर नईन जीरो फोर थ्री एट जीरो नई फिक्स टू डीटेल्स नम्बर डिस्क्रिप्शन बॉक्सलिए आलरे को सारूड वन फी मेसेज होली अना अदक नैया मेसेजस्ट रिप्ले पड़ूंग ஒன் பார்ட்டி ஒன்னு கோட் இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் அவைலபிள் இருக்குங்க பேஸ்ட் பேக்கேஜோட ஷிப்மெண்ட்டுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறேங்க மற்றபடி ஒரு சில கண்ட்ரீஸில் கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் எதாவது கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தான் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருங்க நெக்ஸ்ட் ஸேரீ ஒன் ஃபோர் டூ பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ டோன்லேயும் பாடி பொஷன் மேங்கோ எல்லோலேயும் இருக்குதுங்க ஒன் ஃபார்ட்டி டூ யூனிக் பீசஸ் தான் இருக்குதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் ட்ராக்கிங் ரிலேடாக ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் மார்னிங் டென் டூ ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுறதுக்கு இருக்காங்க ஒன் ஃபோர் த்ரீ ஸாரீ கோட் பாடி ஆஃப் தி ஸாரி ரெட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ கஸ்டமர் கேர் நம்பர் பொறுத்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அண்ட் சண்டேஸில் மட்டும் கால்ஸ் பண்ண மாட்டாங்க அந்த டைமிங்கில் உங்களுக்கு எதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா சேம் கஸ்டமர் கேர் நம்பர்லேயே நீங்கள் வாட்ஸ்அப் குறி கூட பண்ணலாம் நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி வரும்போது அவங்க அவைலபிள் ஆன்லைன் வரும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருவாங்க ஒன் ஃபோர் த்ரீங்க சாரீ கோட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஒன் டபுள் ஃபோருங்க பாடி ஆஃப் தி ஸாரி மஸ்ட் எல்லோ பல்வன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ டோனில் 144 டபுள் ஃபோர் full கோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் இந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் WhatsApp மூலமாக மட்டுமே புக் பண்ணிக்க முடியும் டைரெக்ட் ஸ்டோர் பர்ச்சேஸில் இந்த சேரீஸ் எக்ஸாக்டாக இந்த இப்போ ஷோ பண்ணுற இந்த பேட்டர்னில் இந்த கலரில் சேரீஸ் கிடைக்காது இதே பேட்டர்னில் வேறு கலர்ஸ் வேணால் அவைலபிள் இருக்கலாங்க ஒன் ஃபோர் ஃபைவ் சேரீ பல்லுவன் ப்ளஸ் ஆல்கி கிரீன் டோன்லேயும் பாடி போர்ஷன் பிங்க் கலர்லேயும் இருக்குதுங்க லோட்டஸ் பிங்க் ஒன் ஃபோர் ஃபைவ் சேரீ கோட் எல்லாமே பார்டர்லெஸ் சாரீஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி எல்லா ஸேரீக்கு வர ப்ளவுஸுமே ப்ளைன் தாங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு போர்ஷனில் ஷோ பண்ண ஒரு எயிட் நைன் சாரீஸ்க்கு வந்து டசில்ஸ் இருக்குதுங்க ஸோ அந்த சாரீஸ் புக் பண்ணுறவங்க டசில்ஸ் கேட்கணுங்கிற நீடு இல்லை இப்போது இதுக்கப்புறமா ஷோ பண்ணுற சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல்ஸ் அவைலபிள் இருக்காது டசல்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க பே பண்ணி வாங்கியிருக்கிற பட்சத்தில் நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணும்போது எங்களுக்கு டசல்ஸ் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம டசல்ஸ் போட்டே வச்சு தரோம் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் சேரீ கோட் பாடி ஆஃப் தி சாரீ ரெட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் லேவண்டர் ஷேடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் ப்ளைன் ப்ளவுஸ் இது எல்லாமே ஒன் அண்ட் ஆஃப் ஒர்க் சாரீஸுங்க ஸோ ஒன்றாவது சாரீஸ் பொறுத்த வரைக்கும் தின்னாக தான் இருக்குங்க கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது ஒன் ஃபார்ட்டி செவன் நெக்ஸ்ட் ஸேரீ பிங்க் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ்டு டோன் பாடி போர்ஷன்லையும் பல்வன் ப்ளவுஸ் டார்க் கிரீன் ஷேர்ட்லேயும் வருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் ஒன் ஃபார்ட்டி செவன் சேரீ கோட் டிஸ்பேச்சிங் வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுற சாரி வெரி நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம் வித் இன் தமிழ்நாடு அப்படின்னா டூ டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும் अदर्टेट बुक पड़ी त्री टू फोर डेसुंगी अब मैक्म सेवन डेद कंट्री पार्सल ना बिजन पारसल् मारिदा सेन्ो वन फि एट सारी को पलवें ब्लवस्ट कलर बाडिशन मस्टलें 148 फि एट सारी को फुल अंड फोलट सरी वर्क प्लेन ब्लौ அதே மாதிரி சிஓடி மோடில் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டசல்ஸ் இல்லாத சாரி ஒரு வேளை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டசல்ஸ் கேட்க வேண்டாங்க சிஓடி மோடில் அட் அ ஒரு சாரி மட்டுமே புக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குங்க அதுவே நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை சாரி வேணாலும் வாங்கலாம் நெக்ஸ்ட் ஸாரீ ஒன் ஃபோர் நைனுங்க பாடி ஆஃப் தி சாரீ லோட்டஸ் பிங்க்லேயும் பல் ஒன் ப்ளவுஸ் ரேடியம் க்ரீன்லையும் இருக்குங்க 149 ஃபார்ட்டி Code 5500 கோல் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் வருதுங்க இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் இருக்கு சிஓடி அவைலபிள் இருக்குங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸாரீ ஏதோ டேமேஜாக வந்துச்சுனாவோ இல்லை நீங்கள் புக் பண்ண ஸாரீ இல்லாமல் வேறு சேரீ வந்துச்சுனாவோ நீங்கள் ரிட்டன் அப்ளை பண்ணலாம் அன்பாக்சிங் வீடியோ மஸ்ட்டு மேக் பண்ணுங்கள் சேரீ ரிசீவ் பண்ணும்போது பாக்ஸில் இருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் வீடியோ எடுங்க டேமேஜஸ் ஏதாவது தெரியுற அதே வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள் டேமேஜஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிச்சி கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஸாரீ கோட் பாடி அர்த்தி ஸாரீ நேவி ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலருங்க கலர் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வீடியோ அண்ட் ஃபோட்டோ ரெண்டுமே மஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா கலர் சின்னதா டிஃப்ரென்ஸ் இருக்கு குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நாம் ரிட்டர்ன் அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரது கிடையாதுங்க ஒன் code, ஒன் சாரிகோட் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் கிரீன் ஷேட்லையும் பாடி போர்ஷன் ரெட் கலர்லேயும் இருக்குதுங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் சாரிகோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் Next सारी वन फिफ्टी टू बाडी आफ दि सारी ब्लू षेर पलवन ब्लॉ पिं शेरें इतम गोलन टेस्ट सारे पुटा और रो सिलवरो आलटर्नटिव रोस् वह मिलकर मोटिवस इन्नर लरापड़े फुल सह वह मेरी पड़ोम நெக்ஸ்ட் ஸேரீ 153, body of the ஆஃப் lavender color, லேவண்டர் கலருங்க பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் ஷேடு full அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் ஒன் ஃபிஃப்டி த்ரீ சாரீ கோட் இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் பாடியில் வந்திருக்க மோட்டிவ்ஸ் சில்வர் அண்ட் காப்பர் டெஸ்டட் சரியில் டுகெதர் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க 5500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி யூனிக் பீசஸ் தான் இருக்கிறதுனால வேணுங்கிறவங்க ஆன்டைமில் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்க்குற லாஸ்ட் ஸேரீ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பாடி ஆஃப் தி ஸேரீ க்ரீன் கலருங்க பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் பல்லுவில் பாடி போர்ஷனில் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கோல்டில் சில்வர் புட்டாஸ் இன்க்ளூட் பண்ணி மேக் பண்ணியிருக்குங்க அதாவது ஒரே புட்டாலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்ட் காப்பர் டெஸ்டட் சரியில் மோட்டிஸ் வருது இன்னரில் இருக்கு மட்டும் அந்த மோட்டீஸ் வராதுங்க 5,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா இருக்குங்க இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் ஒவ்வொரு சாரீ கூடையும் கண்டிப்பாக அட்டேச் பண்ணி தரும் ஏன்னா இது எல்லாமே பியூர் சில்க்குங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்